All uh right. -huh. e paade te மதினாவை தேடியே நம்பி செண்டே நாடியே நீ செண்டே நாடியே சரிங்கார கூதமபுஜாக கொடுங்காவலாளரின் கண்ணையே தடுமா சேய் தேハபு பச்சர் வீடி தனியாக சந்தஹன்னலே אביநாதаниதே செல்வீரே ஓ செல்வீரே நடு ஜாமகானல் மலை kallu mullu kadam theikke nindidau malaiye காம காணல் மலை கல்லி முழு கதம் செய்ய மலையிலே குடி கொண்டிருக்கும் அது நேரம் தண்ணி பகையோடு வந்து பார்க்கவே மகூ நீரே சம்பன்னரே ஓ சம்பரே வாந்தி கூ கண்டவன் புராும்க்கவே வாண்டதூரும் மதினேசூலே ఓ బిదురదే మదీనా వినుల్ కుందకాలి వట్టే కేకవా గానలు వాటవే మదీనా వినుల్ కుందకాలి మోష్టే కేకవా గానలు వాటవే மரிநாதரி போற்ற போன்ற மத நீங்கள் தந்திரே ருமானே இருலோகரேவோ இருலோகரே மரிநாபி தேடியே நிசந்தி நாடியே நீ தந்தி நாடியே பல்பு கணி தேனது மதுரை களிமாவின் மேலானது இல்மின் அருள் பாலது அருந்தோம் ஏகாந்த மேலானது இல்மின் அருள் பாலது அருந்தோம் ஏகாந்த கால வருவாகமானிதம் கொடுத்து அருதியேவிக் பின்னும் கோலமாய் ஆதத்தை களிப்புற சமைத்து குறிப்புற நபுசும் ரூகும் ஊதி சிற்றதை நிறத்தில் சொற்கி வைத்து தூல முதலாம் நபி உதளத்தில் வந்து துலங்கும் ஊரான இன்சா எல்மின் அருள் பாலது ஏகாந்த மேலானது அலு கணி தேனது மதுரை களி மாத மேலானது இல்லாமையில் இருந்தன வழியார் கருவதாக ல்லாம இதை விட்டகல்லாதுமாய் இசைந்த காமிலுமா உல்லாதமாகி உயிராகி உணர்வாகி கோசை மணி தீபமோக சல்லாபமாக தனக்குள்ளே தான் பேசும் சம்பூர்ணமான இந்தூர்ணமான என்பின் அருள் பாலது அருந்த ஏகாந்தம் மேலானது கல்பு கணி தேனது रहे, मगत कलील सकत मग तुम्हारे तनियो दिन पदों तगन बाजा पदों तुम बाजा इकत ரா மகபூப் சிதாயத்தே மிகுந்து அஜ்மீர் சதானந்த ஜீவ சர்வரசகராய் சங்கை பொங்கும்பீர் சிதா தாச தேசு திருமணி சுடராய் சிறக்கும் பல்லோர் அதாலத்தை அகற்றி ஆதரிக்கும் அசாயரசு இகத்தும் பரத்தகமா ராஜா இகத்தும் பரத்தகமா எழுதூழும் என்ீரே என்னையாலும் ராஜா என்னையாலும் ராஜா ீரில் நபி வாக்கு பெற்றே மாராதீன் வளர பதினான்கின் இல்மு பிரபாகராக பாரிலே தளிரான்குவேத வித்தாதி சத்தே விருந்தே ஒளிர ீபூவே பொற்கூரும் கற்பக புனித ரே சிசி இகசும் பரதகமா ராஜா இகதும் பரதகமா எழுந்தூழும் என் நீரே எனையாளும் ராஜா என் நீரே எண்ணையாளம் ராஜா மே போ தீரமாக சுகவரவே பாடி நல்லரும் தயவதி நட்புற புரிய நிதமும் புள்ளல் அப்து ரஹ்மான் போத்தி புகழும் புனிதரே ும் பரதமா பரதமா கெடு ராஜா என் மீதே கண்ணையாலும் ராஜா ே கேளுங்கள் கேளுங்கள் கவனமாக கேளுங்கள் கேளுங்கள் கேளுங்கள் கவனமாக கேளுங்கள் ஒரு கேளுங்களே ஒரு கேளுங்களே லி ஆண்டயசூர் பதியிலே ஆண்மையோடு திப்பு சுல்தான் அவனுக்கு பின் நான் வீரமே ஆயுதம் என்று கொண்ட சரிதமே உண்மையை கேளுங்களே கேடுங்களே சிங்கின் சிறந்த வீர தளபதி தளபதி செல்வன் முகமது பானும் போரில் சென்று உயிரை தந்தனன் செல்வன் முகமது பானும் போரில் சென்று உயிரை தந்தனன் வஞ்சமில்ல நட்பு போர் அருமையான சரிதமே வஞ்சமில்ல நட்பு போர் அருமையான தரிதமே ஒரு முன்மை கேளுங்களே மதுரை மன்னன் பாண்டியன் மடம் சூடி ஆளுந்தால் மல்லிகாபூர் படையெடுத்து வந்தபோது முஸ்லிம்கள் சாதித்தார்கள் பாண்டியன் பெருமையோங்க கூடிய முன்மை கேளுங்களே ஒரு முன்னை கேளுங்கடே எதிர்த்ததால் அழிந்தர் மதுரை கான் சாஹிப் அந்நியரை அழிந்தர் மதுரை கான் சாஹிப் முன்னே முகலாயர் அன்பை ஆண்டு காட்டினர் அதற்கு முன்னே முகலாயர் அன்பை ஆண்டு காட்டினர் இன்னமும் தூகமே நாட்டு சேவை செய்யவே இன்னமும் தூக்கமே நாட்டு சேவை செய்யவே ஒரு முன்மை ஒரு முன்மை கேடுங்களே ਵੱਲ ਲੱ ਲਾਗੀ ਦੀਨ ਗਲੀ ਮਾ ਲਈ ਕੀ ਸੁਲਵਾਏ ਕੀ ਯਾਰ காசினி மேல காட்சி கலி மாத ஜயம் தந்திடு நாளே மூல முதலால் நன் வீரின் கலி கதிமாவை நீ சொல்லுவாய் சத்தியமாய் சொல்லுவாய் அல்லும்பகள் வள்ளல்ல பீதீன் கதிமாவை நீ சொல்லுவாய் சத்தியமாய் சாத்தியமே சூற்றமராய் சேர்ந்தெடுப்பது தன் புகழோது மோட்சகதிய பெருக திங்கலி மாவை திங்கலி மாவே நீ சொல்லுவாய் சத்தியாய் சொல்லுவாய் அல்லும் பகல் வள்ளல்ல நீ சொல்லுவாய் சட்டியாய் ஆதி மூலமே மூலமே ஆதி மூல மேலே பத்தூல நாடு நாடு gayurundau dintol din kalimavee tingalimavee din kalimavee ni solluvai dassi amai solluvai kallubagal vallalagi tingalimavee ni solluvai